கண்காட்சியை பற்றி சொல்வது வாசமும் அவங்களுடைய திரேகத்திலிருந்து எழக்கூடிய அந்த அந்த நறுமணமும் அந்த மக்கமா நகர மக்கள் எல்லாம் பாட்டி போட்டி போடக்கூடிய தன்மையில் அரமன் அபி பவனி வருகிறார்கள் என்று சொல்லக்கூடிய முறையில் அமைந்திருந்ததாம் இன்னும் அருமநாயகர் சூரிய செல்லம் அவர்கள் இருக்கும் பொழுது இன்னும் அமரோர்களும் தானே அணியணியாக அருமன்பி அவர்களைத்தான் அவங்க சொற்கு லோகத்தினுடைய கப்பல கஸ்தூரிகளை தான் அள்ளி தூவி அருமன் நபிக்கு தானே சோபனம் உண்டாகும் தானே சோபனம் கூறுகின்றார்கள் வாழ்த்து கூறுகின்றார்கள் இந்த முறையிலே நம்முடைய குடும்பத்தை சார்ந்த பெண்கள் எல்லாம் கூடி பிபி ஹபிஜா இம்மன பெண்ணாக அலங்காரம் செய்த பெ அலங்காரம்ேடுவார் அழகுல்ல ஹதிஜா நாயகி அவர்களை மணப்பெண்ணாக ஜோடித்தார்கள் என்று சொன்னார் அதாவது சொல்ல வேண்டாம் அவ்வளவு குடும்பத்தை சார்ந்த மக்கம் அவ்வளவு படைத்த அவருடைய அருமை மகள் ஹபிஜா நாயகி அருமை நபிக்கு கல்யாணம் முடிக்க போறார்கள் சொன்னா அதனுடைய சிறப்பை பற்றி நம்ம சொல்ல இந்த முறையிலே மக்கத்து நகரத்தில் உண்டாமும் ஐயப்பெண்கள் எல்லாம் ஒன்று கூடி அவர்களை மணப்பெண்ணாகத்தான் அவர்களை அழகுபடுத்தி அலங்காரம் செய்து மணம அதாவது மணமகனுடைய வருகை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அதுபோல பெருமானால் நபி முகமதின் முசம் சொன்ன சொன்ன மணமகனாக ஜோடிக்கப்பட்டவர்கள் அனைவரும் அழைத்துக் கொண்டு மக்கமா நகரத்தை வீதிகளை எல்லாம் பவனி சுத்தி அரும அருமை நபி அவர்களை அழைத்து கொண்டு பிபி ஹதிஜா நாய்கியுடைய இல்லத்தில் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்ற அவரை பந்தலியிலே வந்தங்க இறங்கிடுமா வந்து அவர்களை இறக்கி வைத்தார்கள் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த நடக்கக்கூடிய இந்த கண் கொள்ளாத காட்சியை இந்த திருமணத்தினுடைய வைபவத்தை இந்த மங்களகரமான காணாத கண்ணு ஒரு கண்ணல்ல மக்கமா நகரத்து மக்கள் எல்லாம் வந்து கூடி நின்று பேர்களும் அந்த திருமண வைபவத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அதே நேரத்தில் உப நீதி என்று சொல்லக்கூடியவர் தன்னுடைய இல்லத்துக்குள் சென்று மணப்பெண்ணால் வடிக்கப்பட்டிருக்கின்ற அருமை மகள் அதிஜாவை தானே அழைத்து கொண்டு மணமேடையில் தானே கொண்டு வந்து முன்னுண்டான முறைப்படி முன்னுண்டான மார்க்கடி என்று சொல்லக்கூடிய நம்முடைய அருமநாயகர் சொந்த படையில் செல்லும் அவரு வரதுகரத்தை தன்னுடைய அருமை செல்வி ஆகிய பிபி சதினா அவருக்கு வரதுகரத்தையும் தானே பிடித்து அந்த மக்கமா நகரத்தினுடைய மக்களுடைய மத்தியில இரண்டு பேர்களுக்கு தானே கைப்பிடித்து கொடுத்து முன்டான மார்க முறைப்படி அந்த அழகு பொருந்தி அந்த மஜிலிசில் வைத்து குபரீது ராஜா தன்னுடைய மகளை தானே கைபிடித்து கொடுத்து கல்யாணம் முடித்து வைத்தார் காரிகை யார் ஜாவுக்கு மங்களத்தை முடித்து வைத்தார் மகமூது நபிக்கு அருமை நபிக்கும் கைவிழித்து கொடுத்து கல்யாணத்தை முடித்த அந்த வெண்கொள்ளா காட்சியை கண்ட பாரத அத்துணை பெர்களும் அவங்களுடைய மனமார உழமாற மண மக்களைத்தானே வாழ்த்துகின்றார்கள் போற்றுகின்றார்கள் புகழுகின்றார்கள் அது போன்று அமரோர்களும் அப்படி அணி அணியாக தானே நின்று நம்முடைய அருமநாயகர் சூலிக்கு சொன்ன உறிவு சொன்ன அவர்களுக்கு நடந்தே எந்த கல்யாண வைபவத்தை தானே பார்த்து மட்டில்லாத மகிழ்ச்சி கொண்டு சோபனங்கள் கூறி நின்றே அமரோர்களும் மாணவர்களும் மலாய்க்கத்துமாக ஊரில் எல்லாம் அணியணியாக வந்து இறங்கி அவர்களுக்கு சோபனம் கூறினார்கள் வாழ்த்து கூறினார்கள் மங்களங்கள் பாடினார்கள் இந்த முறையிலே கல்யாணமாக கூடி ரொம்ப சிறப்பான முறையிலே நிறைவேறியது இன்னும் அந்த வைபவத்தில் வந்திருந்த அத்துணை பெர்களுக்கும் இன்னும் கல்யாண விருந்து உபசாரங்கள் எல்லாம் தான் அழித்து அவரவர்கள் மன நிறைவோடு இல்லங்களுக்கு தானே திரும்புகின்றார்கள் அதே போன்று நாய்கியினுடைய இல்லத்திலே மணமக்களுக்காக அலங்கரிக்கப்பட்டிருக்கின்ற பெருகின் அவர் உடைய வாழ்க்கை துணைவி ஆகிய இல்லத்தரசி ஆகிய பிபி ஹதிஜான் அவர்களும் இரண்டு பேர்களும் தனி புகுந்தார் தனி i சீரோடு சிறப்போடு செல்வத்தோடு மணமங்கலத்தை பெற்ற மணமக்கள் பிபி ஹதிஜா நாயகியத்தினுடைய இல்லத்திலே சீரோடு சிறப்போடு செல்வத்தோடும் மனமங்கலமான முறையிலே வாழ்ந்து வருகின்றார்கள் ஆகவே அதுபோன்று இந்த மன விழாவை காண வேண்டும் பிபி ஹதிஜா நாயகியத்தினுடைய கல்யாணத்தில் பங்கு கொள்ள வேண்டும் அரும நாயகத்தினுடைய கல்யாண திருமணத்திலே அந்த வைபவத்திலே நாமிடம் பங்கு கொள்ள வேண்டும் என்று சிறப்பாக நம்முடைய பெருமானார் அவர்களும் அவர்களுடைய இல்லத்தரசியாக பி பி ஹதிஜான் இந்த உலகத்திலே வாழும்படி அந்த மக்கள் எப்படி வாழ்த்தி போற்றி சென்றார்களோ அதுபோன்று இந்த சரித்திரத்தை கேட்க வேண்டும் என்று நீண்ட நேரமாக இருந்து கேட்டுக் கொண்டிருந்த அரம்ப பெரியார்களும் தொடர்களும் தாய்மார்களும் யார் பெருக்களும் இந்த கல்யாண மஜ்லிசிலே இருந்து கேட்டுக் கொண்டிருக்கின்ற அச்சுனை பெருக்கோ நன்றா சபை மன வாழ்கள் ka tar puri vai kavani vaandidevi haazir rahman ka tar puri vai kavani